வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பதிவில் சார்புகளை குறிக்கும் முறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் சார்புகளை குறிப்பதற்கு வரிசை ஜோடிகளின் கணம் அட்டவணை முறை அம்பு குறிப்படம் முறை போன்றவற்றை பயன்படுத்தலாம் இந்த நான்கு முறைகள் பற்றி விளக்கமாக பார்க்கலாம் எஃப் ஒரு சார்புன்னு எடுத்துக்கலாம் வரிசை ஜோடிகளா சார்புகளை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் எஃப் கணக்குறியீடு கனக்குறியீடுக்குள்ள பிராக்கெட் அதில் எக்ஸ்கமா ஒய் ஒய் சமம் எஃப்ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இயங்கிறது முதல் கணம் என்றவாறு அமையும் அனைத்து வரிசை ஜோடிகளின் கனமாக சார்பு எஃப்ஐ குறிக்கலாம் ஒரு உதாரணம் கணம் A, 1, 2, 3, 4, கணம் B, 2, 5, 8, 11, 14 இங்கே சார்ப எஃப்ஆக்ஸமம் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வரையறை செய்திருக்காங்க அதாவது ஏங்கிற கணத்தில் உள்ள உறுப்புகளை மூன்றாவில் பெருக்கி ஒன்றை கழிக்கணும் கழிக்கும் போதுங்க ஒன்று பிரதிக்கிட்டால் 2 வரும் மூணு ஒன்று மூணு மூணுலேருந்து ஒன்றை கழித்தா 2 அடுத்து இரண்டு பிரதிடும்போது மூரேண்டு 6 ஆறு கழித்தல் 1 5 மூணு பிரதிகிடும்போது மும்மூன் ஒன்பது ஒன்பது கழித்தல் ஒன்று எட்டு நான்கு பிரதிகிடும்போது முன்னான்கு 12, பன்னெண்டு 12, கழித்தல் 1, பதினொன்று ஸோ ஏழு இருக்கிற நான்கு உறுப்புகளுக்கும் bல முதல் நான்கு உறுப்புகள் நிழல் உருக்களாக நமக்கு கிடைக்கிது பாருங்கள் வரிசை ஜோடிகளாக இதை எப்படி எழுதலாம்னு எஃப் சமம் கனக்குறியீடு பிராக்கெட்ல முதல் உறுப்பு ஒன்று ஒன்னோட நிழல் உரு இரண்டு ஸோ ஒன்று கமா கமா அடுத்தது இரண்டு கமா ஐந்து மூன்று கமா முன் ஒரு இல்லை அதனால அதை எழுதக்கூடாது இது போன்று வரிசை ஜோடிகளா ஒரு சார்ப நாம குறிக்கலாம் அடுத்து அட்டவணை முறை பாருங்க X எக்ஸின் மதிப்புகள் மற்றும் எஃப் பெறப்படும் நிழல் உருக்கள் ஆகியவற்றை கொண்டு ஒரு அட்டவணையை அமைக்கலாம் அட்டவணை போடும் போது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எக்ஸ் எக்ஸ் இந்த வரிசை ஜோடிகள் அப்படியே எழுதிக்கலாம் ஒன்று 2, இரண்டு ஐந்து மூன்று எட்டு நான்கு பதினொன்னு ஏற்கனவே போடும் போது அட்டவணை போட்டுரும் அதே மாதிரி அட்டவணையை இங்கேயும் பயன்படுத்தி முதல்ல எக்ஸின் உறுப்புகளையும் அடுத்து நிழல் உருக்களா கிடைக்கிற எஃப் அட்டவணைப்படுத்தி காண்பிக்கலாம் அடுத்து அம்புக்குறி படம் எஃப் மதிப்பகத்தையும் அதன் நிழல் உருக்களையும் அம்புக்குறி மூலம் தொடர்பு காட்டலாம் பாருங்க கணம் ஏ யில் இருக்கிற உறுப்புகளை இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கணம் பி யில் இருக்கிற உறுப்புகளை இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று பதினாலுன்னு எழுதிக்கலாம் நமக்கு சார்பு எப்படி வரையறை செய்திருக்காங்க ஒன்று கமா இரண்டு ஒன்றிலிருந்து ஒரு அம்புக்குரிய போட்டிடலாம் 2,5, 3,8, ஐந்து மூன்று மேலே கணம் ஏன்னெ எழுதணும் கணம் பி நெழுதணும் இது சார்பா இருக்கிறதுனால இங்கே எஃப்னு ஒரு எழுத்து நம்ம குறிக்கணும் இந்த மாதிரி அம்புக்குறி மூலமாகவும் நாம் சார்பை குறிக்கலாம் அடுத்து வரைபடம் பாருங்கள் F சமம் எக்ஸ் கமா ஒய் ஒய் சமம் எஃப்எஃப் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏஇயில் உள்ள அனைத்து வரிசை ஜோடிகளையும் எக்ஸ் ஒய் புள்ளி எக்ஸ் ஒய் அச்சு எழுதி நமக்கு இருக்கிற எண்களை மட்டும் எழுதினா போதும் கணம் ஏ ல ஒன்னு நான்கு வரைக்கும் இருக்கு ஸோ நம்ம ஒன்னுல இருந்து ஐந்து வரைக்கும் எழுதி ஒன்றிலிருந்து பதினோரு வரைக்கும் தான் இருக்கு பதினோரு வரைக்கும் நம்ம எழுதி புள்ளிகளை குறிச்சு இப்படி ஒரு கோடு ஏற்கனவே நமக்கு கிராஃப்ல புள்ளிகள் குடிக்க தெரியும் அந்த முறையை பயன்படுத்தி இங்கே சார்பையும் நாம வரைபடம் மூலமா குடிக்கலாம் குத்துக்கோட்டு சோதனை ஒரு வளைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் அவ்வளைவரை ஒரு சார்பினை குறைக்கும் ஒரு வளைவரை சார்பா இல்லையானு குத்துக்கோட்டு சோதனையை பயன்படுத்தி நாம் கண்டுபிடிக்கலாம் ஒரு வளைவரை மேலே குத்துக்கோடு வரையும் போது அந்த குத்துக்கோடு ஒரு புள்ளியில் வெட்டினால் அவ்வளைவரை ஒரு சார்பினை குறிக்கும் பாருங்கள் இதுதான் வளைவரை இந்த வலைவரைக்கே நாம் ஒரு குத்துக்கோடு போட்டோன்னா இந்த குத்துக்கோடு ரெண்டு புள்ளியில் வெட்டுது பி கியூ ஒரு புள்ளியில் வெட்டினால்தான் சார்பு இங்கே ரெண்டு புள்ளியில் வெட்டுறதுனால சார்பு பாருங்க வளைவரை இரண்டு புள்ளியில் வெட்டது பிக்யூ ஒரு புள்ளியில் வெட்டினால் தான் சார்பு ஆனால் இங்கே குத்துக்கோடு வளைவரைய இரண்டு புள்ளியில் வெட்டுகிறது ஸோ சார்பு அல்ல அடுத்து இந்த வலைவரை பாருங்கள் குத்துக்கோடு இங்கே வரைஞ்சிருக்காங்க எத்தனை புள்ளியில் வெட்டது இரண்டு புள்ளி பி கியூ ஒரு புள்ளியில் வெட்டினால்தான் சார் இரண்டு புள்ளிகளில் வெட்டுகிறது எனவே இது சார்பு அல்ல அடுத்த படம் பாருங்கள் இந்த வலைவரை இங்கே குத்துக்கோடு போட்டிருக்காங்க இந்த இடத்துல வெட்டுது புள்ளி ஒரே ஒரு புள்ளி வலைவரையை குத்துக்கோடு ஒரு புள்ளியில் வெட்டியதால் இது சார்பு அடுத்து இங்கே பாருங்கள் இந்த வலை வரை இங்கே குத்துக்கோடு வரைஞ்சிருக்காங்க இந்த குத்துக்கோடு கரெக்டாக ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டுது ஒரு புள்ளியில் வெட்டினால் சார்பு ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகளாக இருந்தால் சார்பு ஆகாது குத்துக்கோட்டு சோதனை மூலமாக ஒரு வலை வரை இப்படி நாம கண்டுபிடிக்கலாம் குத்துக்கோட்டு சோதனையை பயன்படுத்தி இரண்டு மதிப்பெண் கணக்குகள் கேட்பாங்க அடுத்த பதிவில் இந்த கருத்து தொடர்பான கணக்குகளை பார்க்கலாம் தேங்க்யூ